ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது தமிழில் உள்ள வினாக்களை பற்றி பார்க்கலாம் அழுகம் என்பதன் பொருள் கடல் தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை நெடும்பொகை எனப்படுவது அகநானூறு வங்குல் என்பதன் பொருள் காற்று புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது நாவாய் பொறுத்துக வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஒட்டுபவன் எல் பகல் மாடவல்லரி கலங்கரை விளக்கம் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் எந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது நியூசிலாந்து தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் அறிவியல் கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜில்ஸ்வென் இலக்கிய வகையில் சொற்களை எத்தனை வகையாக பெருகலாம் நான்கு வகை பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை எழுதியவர் பாரதிதாசன் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் மலையை குறிக்கும் சொல் வெப்பு வேளாண் வேதம் எனப்படுவது நாளடியார் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்றவர் பாரதியார் தண்ணீர் யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன் கனவு என்னும் இதழின் ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன் பவனந்தி முனிவர் நன்னுலுள்ள நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் எவ்விரு எழுத்துக்கள் மற்றும் குரிலெழுத்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகை பெயர்பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆறு தேனரசனுடன் தொடர்பில்லாத இதழ் கனவு காகித மேல் என்னும் அரபு பொருள் சமுதாய வழிகாட்டி மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு வினையாள் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தச்சு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி வெறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஏகதேச உருவக அணி உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் செல்வத்து பயனே ஈதல் துயிப்போம் ஏனினே தப்புனும் பலவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் புறநானூறு முனைப்பாடியார் இயற்றிய அறநேறி சாரத்தில் உள்ள மொத்த பாடல்கள் இருநூத்தி இதயஒளி நூலின் ஆசிரியர் டி கே சிதம்பரநாதர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி இளங்கோவடிகள் எந்த மலைக்கும் முதன்மை கொடுத்து பாடினார் புதிகை மலை பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார் வாழ்ந்த காலம் கிபி நாலாம் நூற்றாண்டு சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது அவகார குறுக்கம் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு தேவர் நடத்திய இதழ் நேதாஜி சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் உயிர் பெற்று எழும் புரட்சி ஒங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இது யாருடைய கூற்று பின்ஹேன் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது சொல்லிப்பாவை என்னும் சிக்ச்சிதலை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் தெரியும் தத்தமிழ் சிறிது உலவாகும் எனப்பெற்றுள்ள நூல் நன்னூல் தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி தேங்க்யூ